காலில ஆறு மணிக்கு ஏந்து போங்க ஏந்தவொடனே சுட சுட வீட்டில் டீ போட்டு தராங்க அப்படியே அந்த சுடை சுடை டீ குடிச்சிட்டு என்ன பண்ணுவோம் டே நடந்து வந்து கொஞ்சம் நேரம் கை நேரம் ஒரு எட்டு மணி வரைக்கும் புலப்பு ஓட்டுறோம் அப்படியே ஓட்டி பார்த்து முடிச்சவனே பார்த்தோம் இல்லையா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வீட்டுக்கு போனால் சுட சுட இட்லி கூட கொஞ்சம் சாம்பார் சட்னி விற்கிறாங்க சாப்பிட்றோம் சாப்பிட்டு மணி பார்த்தா ஒம்பது அப்படியே ஒரு அரை மணி நேரம் உக்காந்து தூங்கணும் தூங்க ஆரம்பித்திருந்து எங்கே ஒம்பரை மணிக்கா கரெக்டாக தூங்கியிருந்து பார்த்தா மணி ஒன்று திருப்பி சாப்பிட்ணும் இல்லைங்க போகிறோம் சாப்பிட்றோம் சாப்பிட்டு ஒன்றரை மணிக்கெல்லாம் சாப்பிட்டு திருப்பி ஒரு அரை மணிநேரம் உக்காரங்க உக்காந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டு உடனே தூங்கக்கூடாதுங்க அதுதான் வீட்டில் சொல்லியிருக்காங்க உடம்பு கெடுதல்ன்ட்டு திருப்பி ரெண்டு மணிக்காக போய் படுத்தினா நாலரை மணிக்குப்பா ஏந்துருப்பா டீ சாப்பிடின்னு சொல்லுவாங்க வீட்டில் உடனே அப்போ ஒரு டீயை சாப்பிட்டு திருப்பி அப்படியே நடந்து வரணும்னு செஞ்சிங்களா இயற்கையாக கையில வந்து உக்காந்துக்கிட்டு காத்தோட்டமாக இருப்போம் இங்கே பாருங்கள் சுற்றி இயற்கை தான் வயல்காடு பொங்கமரம் நகல் அருமையாக இருக்குதுங்க அப்படியே உக்காந்தின்னு பார்த்தோன்னா மணி ஆறு பொயது போனால் வீட்டில் கேட்பாங்க பொயது போயெல்லாம் இருக்காது பாப்படின்ட்டு திருப்பி போவோம் வீட்டுக்கு போனோம்னா கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா மணி எட்டு திருப்பி சாப்பிட்ணுங்க வீட்டில் திருப்பி சூடாக சாப்பாடு போடுறேங்க சாப்பிட்டோமா திருப்பியும் ஒரு அரை மணி நேரம் உக்காஞ்சி அப்படியே இருந்தால் அப்போ பால் குடிப்பா பால் குடிச்சிட்டு ஒரு தூங்குப்பான்னு சொல்கிறாங்க வீட்டில் இதுவும் நல்லா பால் குடித்தோமா உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு அருமையான ஒரு தூக்கம் அப்படியே போய் படுத்துஞ்சிங்க திருப்பி காலைல பார்த்தா ஆறு திருப்பி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம்ல அதுதான் இப்படியே போயிட்டு இருக்குது இந்த பதினாறு நாளாக இது அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறோம் இதுவும் நல்லாதாங்க ஆயிடுது ஓகேங்களா Thank mm -hmm. you.